ிய அவர் அன்னதான ஏற்கன சொ இந்த பொடிய இந்த பிரணவமலையில் ஏற்பதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது உங்களுடைய அன்பு ஒருவன சேர்ந்து இந்த ஐயாவுடைய பொருளை உலகூரில் பரவல் உங்களுடைய சார்பாகவும் இந்த வேலைக்காரன் சார்பாகவும் இந்தமர சாமி சார்பாகவும் எங்களை மனமார் உருவாக்கி எங்களால் நல்லா இருக்கணும் உங்கள் வளர மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் இந்த எண்ணத்தோடு இயற்கை வேணுன்னு அதாவது கருத்தின் பற்றி கூறியுள்ளோம் இப்பொழுது திருவடி புகழ்ச்சி முதல்வர் பதிவு தற்பதம் கனகீரம் இன்ப வடிவம் பாவனாலணால உபாந்தபம் மகா மௌனூம் அமலம் உச்சிதம் சிற்ப்படம் சதானந்தம் பரச்சு பரம்பிரமவினந்தபுரமோகம் நீ என மகிழ்ந்த நான் ஆதரித்திருந்தேன் என்னை இடற்பள விடுத்தால் என் செய்வேன் இதை யாரோடு புகழ்வேன் உன்னை ஒத்தனின் அடித்துணை மலரை போற்றுவார்க்கு நீ புரிவது இதுவோ தெளிவு குருவின் திருமேனி காணல் குருவின் தெவின் திருவார்த்தை கேட்டல் குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு சிந்தித்த உடம்பார் அழியின் உயிரிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் குடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தே நீ என் கருணையே ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியே ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியே நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போனம் மாந்தர்கள் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போனம் கோடி கோடி கோடி கோடி எண்ணின்ற கோடியே கோடி கோடி கோடி கோடி எண்ணின்ற கோடியே எண்ணிலே இருந்த ஒன்றை யானரிந்தILLEY எண்ணிலே இருந்த ஒன்றை யானரிந்தILLEY எண்ணிலே இருந்த ஒன்றை யானரிந்து கொண்டபின் எண்ணிலே எண்ணி யானரிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லரோ எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க்கம் புகழ் ஒங்குகேசி கொடியோதி கொடியே உலகுடிய சண்ம நீடியே சிவராம நிமல கொடியே அருகவே கொடியே அடிய அருகவே எ்பில் வைப்பாய் இருக்கின்ற ஆரமுதே இப்பாரில் எந்த நீயே வருவித்து இசை உடனே தப்பாத தந்திரம் மந்திரம் மந்திரங்கிறது வேதம் ஆகமும் இந்த வங்காள பாலார் தண்ணி அப்புறம் கூவன் தண்ணி எல்லாம் போயிடுச்சுன்னா தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா பிரிச்சு எடுக்க முடியாது பிரம்மத்தை போயிடுச்சுன்னாக்க பிரிச்சு எடுக்க முடியாது அதனால கடவுள் நிலை அறிந்து கடவுள் மயமான்ற கடவுளுக்கு என்ன வல்லமா இருக்கோ அந்த வல்லமா நீ பெற்றுக்கொள் ஏன்னா நாம அவருடைய அங்கந்தான் நாமம் அந்த பூரணமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லட்டுல எப்படி ஜா அந்த பூந்தி எப்படி சேர்ந்து ஒரு லட்டா இருக்கு ஒன்று ஒன்றா உதிரி வந்தவன் தான் நாமெல்லாம் ஆன்மாக்கள்லாம் இது என்ன பரமாகாசம் சுத்த சிவவெளி இன்னும் பரமாகாசம் சுருபராக விளங்கக்கூடியவர் தான் வள்ளலாறு ராமையா பிள்ளை அவர் சுக்கிலத்துக்கு பிறந்தவர் இல்லை சம்பு பட்சம் அடியனின் பொருட்டு அருள் வழிவெடுத்து அந்த கருவிலேயே அவரு திருவுடைய எந்த குரு ஜேட்சம் வாங்கல எந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்கல எல்லாவற்றையும் இறைவனே கொடுத்திருக்கிறார் அதனால்தான் அவரதே கொடுக்கிறார் வான் கொடுத்த மணிமன்றில் திருநடம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர் நன் மலர் எடுத்து தான் கொடுக்க நான் வாங்கி துடுக்கின்றேன் தலைவர் பிறர் அணுகுவரோ அணிதரன் தான் உலரோ ஐவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரம் மகேஸ்வரன் சதாசிவம் இவங்கெல்லாம் அந்த மாலையை அணியறதுக்கு தகுதி கிடையாது தேன் கொடுத்த சுவை போலே தித்தித்து என்னு உள்ளே திருக்கூத்து காட்டுகின்ற திருவடிக்க உரித்தான் பெரிய